வணக்கம் நண்பர்களே பிரபஞ்சமும் சிவத்தையும் சித்தர்களையும் வணங்கி இன்றைய விஷயத்திற்குள் செல்வோம் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நான் சொல்லும் அனைத்து விஷயங்களும் எனது பார்வையில் ஆனது சரி இப்பொழுது பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறிய கடமையை செய் பலனை எதிர்பாராதே என்ற தத்துவத்தை பார்ப்போம் பகவத்கீதையின் அதிமுக்கிய சாராம்சங்கள் இரண்டு ஒன்று நடந்தது நடப்பது நடக்க இருப்பது அனைத்தும் நன்றாகவே நடக்கிறது அதாவது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படியே நடக்கிறது அப்படியே நடக்கும் மற்றொன்று கடமையேச்சை பலனை எதிர்பாரது ஆனால் உண்மை என்னவென்றால் அச்சுனுக்கு உபசித்த உபதேசித்த பகவான் கிருஷ்ணரும் பாண்டவர்கள் ஆள வேண்டும் என்ற பலனை எதிர்பார்த்து அவர்களுக்கு அனைத்து உதவிகளும் செய்தார் இப்போது ஒரு சந்தேகம் வரும் அதாவது பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு செய்தது கடமையாக அதாவது டியூட்டியா அல்லது பொறுப்பாக அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டியா அல்லது வேலையாக அதாவது ஒர்க்காக ஆனால் நம்மளால் உணர முடிந்த விஷயம் கண்டிப்பா பகவான் கிருஷ்ணர் பாண்டவர்கள் மீதுள்ள அன்பால் செய்தார் அவரது அன்பால் செய்த உதவிக்கு அவர் பெற்ற பலன் பாண்டவர்கள் அரியணை ஏறியது பகவான் கிருஷ்ணருக்கும் பலன் இருந்துள்ளது ஏன் கீதைக்கு விளக்கம் எழுதிய அறிஞர்களும் கீதையை உப உபன்யாசம் செய்யும் அன்பர்களும் ஏதோ ஒரு சன்மானம் அல்லது பெற்றே செய்தார்கள் செய்கிறார்கள் பகவான் பெருமையையே பேசுவதற்காகவே தங்களை அர்ப்பணித்து கொண்டவர்களும் கூட தனக்கு தனிப்பட்ட சன்மானம் என்று பெறாமல் வெறும் போக்குவரத்து செலவுகள் மட்டுமே பெற்றுக்கொண்டோ அல்லது தனது ட்ரஸ்ட்டுக்கு பணம் பெற்றுக்கொண்டோ செய்யலாம் எனவே இங்கும் ஒரு பலன் உள்ள உள்ளது ஒரு ரூபாய் என்றாலும் அதுவும் பலன்தானே சரி நாம் ஒரு அலுவலகத்தில் வேலைக்கு சேர்கிறோம் என்றால் அதற்கு என்று சம்பளம் உண்டு கூடவே அதற்கான பொறுப்பும் உண்டு எந்த நிலை வேலை என்றாலும் வேலைக்கு ஏற்ப பொறுப்பும் சம்பளமும் உண்டு அதாவது ஒவ்வொரு வேலை அல்லது பொறுப்புக்கு சமமான பலன் உண்டு இல்லாவிட்டால் நாம் ஏன் வேலை செய்ய போகிறோம் ஒர்க் அல்லது ப்ரொஃபஷன் என்பது ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உள்ளது இங்கே பலன் என்பது சம்பளம் அல்லது கட்டணம் அல்லது ஃபீ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத நாம் டியூட்டின்னு கூட சொல்லலாம் ஏன்னா டியூட்டீஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கடமை மற்றும் பொறுப்புகள் என்று சேர்த்தே அலுவலக நடைமுறையில் அழைக்கப்படுகிறது ப்போ கடமை செய்ய எப்படி பலன் எதிர்பார்க்காம இருக்க முடியும் அது நடைமுறை சாத்தியமும் அல்ல எல்லா காலத்திலும் இதுவே உண்மை ஆனால் பகவான் கிருஷ்ணர் சொன்னது எவ்வாறு தவறாக இருக்க முடியும் உண்மை இருந்துதான் ஆக வேண்டும் சரி நாம் இப்போது கொஞ்சம் ஜோதிட விஷயத்தை பார்ப்போம் நவகிரகங்களில் ராகு கேது ஆகியோர் சாயா அல்ல அதாவது நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறார் இவர்களுக்கு சொந்த வீடு கிடையாது அவர்கள் ஜாதகத்தில் இருக்கும் வீடுகளின் அதிபதிகளை பொறுத்து பலன் தருவார்கள் அல்லது செயல்படுவார்கள் கேது கிரகம் மோட்சக்காரகன் என்று அழைக்கப்படுகிறார் நாம் மோட்சம் அடைவது அதாவது பிறப்பு நீங்கி இறைவன் திருவடி சேர்வதாகும் பிறப்பு அற்ற நிலை எப்போது அடைய என்றால் நிறைவேறாத ஆசைகள் நிறைவேற்றாத கடமைகள் என்று எதுவும் ஒரு வாழ்வை நாம் எந்த பிறவியில் அடைகிறோமோ அந்த பிறவியில்தான் நாம் மறுபிறப்பு அற்ற நிலையை அடைய முடியும் சரி இதற்கும் ராகு கேதுகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அதாவது ஒருவரது ஜாதகத்தில் லக்னத்தை ஒன்று என்று எடுத்துக்கொண்டு என்ன ராகு இருக்குமிடம் சென்ற பிறவில் அவரது நிறைவேறாத ஆசைகளை குறிக்கும் கேது இருக்குமிடம் அவர் சென்ற பிறமில் நிறைவேற்றாத கடமையை குறிக்கும் இதற்கு என்ன அடிப்படை சரி இதை புரிந்து கொள்ள நாம் ராகு கேதிவர்கள் எப்படி உருவானார்கள் என்பதை பார்க்க வேண்டும் புராணங்களில் உள்ளபடி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைகிறார்கள் அமிர்தம் கிடைக்கிறது அமிர்தம் கிடைத்தால் இருவருக்கும் பங்கு என்ற அடிப்படையில் கடையப்படுகிறது அமிர்தம் கிடைக்கிறது ஆனால் கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு மட்டும் வழங்குகிறார் அசுரனுக்கு கொடுக்கும் எண்ணம் இல்லை இதை உணர்ந்த கஷ்யப மகரிஷியின் மகனான ஸ்வர்பானு ஒரு தேவரைப் போல் உருவம் எடுத்து அவர்கள் வரிசையில் அமர்ந்து அமிர்தத்தை வங்கி சட்டென்று உண்கிறார் இத சூரியன் சந்திரன் ஆகிய இருவரும் கிருஷ்ணருக்கு உணர்த்த கிருஷ்ணர் தனது கையில் உள்ள காரணியால் அவர் தலையை வெடி ஆனால் கொஞ்சம் அமிர்தம் உள்ளே சென்றதால் உயிர் பிரியாமல் இரண்டு துண்டுகளாக உயிரோடு அசுரன் இருக்கிறார் அவரின் வேண்டுதல் ஏற்று கிருஷ்ணர் தலை மட்டும் பகுதிக்கு பாம்பு உடலையும் தலையற்ற பகுதிக்கு பாம்பு தலையும் கொடுத்து அவர்கள் நிழல் கிரக அந்தஸ்தை பெறுகிறார்கள் இப்போது பாருங்கள் உரிமை இருந்த இடத்தில் அது மறுக்கப்பட்டதால் ஆசையோடு அடைய முற்பட்டு மனித தலையும் பாம்பு உடனும் பெற்ற ராகு நிறைவேறாத ஆசையை அடையும் செயலை குறிக்கிறார் அதுபோல உரிமை என்று ஒன்று இருக்குமானால் அதற்கான கடமை என்ற ஒன்றும் உண்டு அந்த அடிப்படையில் கேது நிறைவேற்ற வேண்டிய கடமையை குறிக்கிறார் எல்லாரும் அறிந்ததே ராகுவும் கேதுவும் ஒருவருக்கு ஏழாம் வீட்டில் இருப்பார்கள் அதாவது ஒருவர் ஜாதகத்தில் கேது எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சென்ற பிறவியில் செய்ய தவறியதால் இந்த பிறவியை எடுத்து உள்ளார் ஒரு எனவே அந்த வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை இந்த பிறவியில் நிறைவேற்ற வேண்டியவர் எனவே கேது இருக்கு வீடும் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நிறைவேற்றும் போது எந்த பலனையும் எதிர்பார்க்க கூடாது எதிர்பார்த்தாலும் ஏமாற்றமே மிஞ்சும் இதுவே பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறிய கடமேச்சை பலனை எதிர்பார்க்க கூடாது என்னும் விதி சரி நாம் இப்போது கேது இருக்கும் வீட்டை பொறுத்து இப்பிறகில் நிறைவேற்ற கட நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை பொதுவாக பார்ப்போம் இது பொதுவானதே திரும்பச் சொல்கிறேன் இது பொதுவானதே ஏனெனில் கேது இருக்கும் வீட்டின் அதிபர் மற்றும் அந்த அதிபர் இருக்கும் வீடு அவரின் பலம் ஆகியவற்றை பொறுத்து கடமைகள் கொஞ்சம் மாறலாம் சரி கேது ஒன்னில் இருந்தால் அதாவது லக்னத்தில் இருந்தால் உங்கள் உடல் மனம் ஆன்மா ஆகியவற்றின் மீது கவனம் செலுத்துங்கள் பக்தியோடு வாழுங்கள் ரெண்டில் இருந்தால் குடும்பத்துக்கு உழையுங்கள் நன்றி மற்றும் மரியாதையை எதிர்பார்க்காதீர்கள் வார்த்தைகளில் கவனம் பேசிய வார்த்தை உனக்கு பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான் மூணில் இருந்தால் இளைய சகோதர இனங்களுக்கான கடமையை நிறைவேற்றுங்கள் தம்பியு உடையான் படைக்கு அஞ்சான் என்று அவர்கள் இல்லாவிட்டாலும் கூட நாளில் இருந்தால் தாய் சொல்லை தட்டாதீர்கள் தாயை காத்த தனையனாய் அவருக்கான கடமையை நிறைவேற்றுங்கள் ஐந்தில் இருந்தால் தந்தை மகக்காற்றும் உதவி அவயத்து முந்தி இருப்ப என்ற பொருளுக்கு ஏற்ப உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள் ஆறில் இருந்தால் ருண ரோக சத்ரு உடலை கவனியுங்கள் எதிரிகளிடம் கவனம் எதிரிகளை உருவாக்கிக் கொள்ளாதீர்கள் கடன் கொடுத்தால் திரும்ப வராது உங்களிடம் கடன் பெற்றவர்கள் முன்ஜென்மத்தில் உங்களிடம் ஏமாந்தவர்கள் அல்லது நீங்கள் ஏமாற்றியவர்கள் உடல் சுகவீனம் என்று யாரேனும் உதவி கேட்டால் இயன்றதை செய்யுங்கள் ஏழில் ஆனென்றால் மனைவி மந்திரம் பெண் என்றால் கனவினே கண்கண்ட தெய்வம் கூட்டாளியோடு தொழில் வேண்டாம் இருந்தால் நேர்மையுடன் இருங்கள் கூட்டாளி ஏமாற்றினால் அது முன்ஜென்மக் கடன் என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் எட்டில் இருந்தால் உடல் மன ஆரோக்கியத்தில் அதிக கவனம் ஒம்போதில் இருந்தால் தந்தை சொல்விக்க மந்திரமில்லை அவருக்கான கடமையை நிறைவேற்றுங்கள் பத்தில் இருந்தால் நற்பணிகளை செய்யுங்கள் வேலையோ சொந்த தொழிலோ நேர்மை அவசியம் சம்பளம் வருமானம் குறைவு அமைதி மற்றும் நேர்மையான உழைப்பையே தாருங்கள் பதினொன்றில் இருந்தால் சகோதர மூத்த சகோதர இனங்களுக்கு உதவி கேட்டால் என்ற இதை செய்யுங்கள் பெண்கள் தொடர்பில் எச்சரிக்கை அவசியம் ஞானத்திடலில் ஆர்வம் காட்டுங்கள் பன்னெண்டில் இருந்தால் யாத்திரை செய்யுங்கள் நற்செலவுகளை அதாவது சுப செலவுகளை செய்யுங்கள் வீண் வரையம் தவிர்க்கப்படும் இப்போ ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள் ராகு ஆசியை நிறைவேற்றிக்கொள்ள நிறைய வழங்குவார் ஆனால் ஓவர ஆட்டம் வாடினால் கதை முடிந்தது கேது கடமையை முடிக்க வைத்து மோட்சத்திற்கான வழியை காட்டுவார் அதாவது மறுபிறப்பை கெடுக்கும் வழி காட்டுவார் திரும்பவும் சொல்கிறேன் மேலே சொன்ன அனைத்தும் பொதுவான முக்கிய விஷயங்கள் மட்டுமே கேது இருக்கும் வீட்டின் அதிபர் அவர் ஜனந ஜனன ஜாதகத்தில் இருக்கும் நிலை ஆகியவற்றை பொறுத்து கொஞ்சம் மாறுபடும் நாம் பிறந்த காரணம் அல்லது கடமையை பலன் எதிர்பார்க்காமல் நிறைவேற்றி பிறப்பை அறுத்து இறைவன் அடி செய்வோம் நடைமுறை வாழ்க்கையில் கர்மா மேற்கொண்டு சேராமல் தவிர்ப்பது என்று பார்ப்போம் எப்படி என்று பார்ப்போம் நமது நண்பர் ஒரு அலுவலகத்தில் பொது மேலாளராக இருக்கிறார் அவருக்கு கீழே மேலாளர்கள் அலுவலக உதவியாளர்கள் இருக்கிறார்கள் நம்ம ஜிஎமுக்கு நிறைய ப்ரெஷர் டெட்லைனுக்குள் முடிக்காவிட்டால் அவர் கதை முடிந்துவிடும் ஆள் கொஞ்சம் கடுமையானவர் எல்லாம் ப்ரெஷர் தான் மற்றபடி ஆள் நல்லவர் தான் ஒரு வேலையை கீழே உள்ளவர்களுக்கு கொடுக்கும் போதே தெளிவாக விலக்கி புரியவில்லை என்றால் என்று மறுபடி விளக்குவார் அவர்களிடமே எப்போது முடிக்க முடியும் என்று கேட்டு அதன்படி முடிக்க சொல்வார் இடையில் திரும்ப நினைவுபடுத்துவார் இப்போ டெட்லைன் நாளில் வேலையை சிலர் முடிக்காமல் சந்தேகன் கேட்பார்கள் அப்போ நம்மால் சும்மா வருத்தம் எடுத்துடுவார் ஆண் என்ற வித்தியாசம் எதுவும் மாட்டியன் தொலைந்தான் பின் நம்ம ஜிஎம்ஏ எல்லாவற்றையும் முடித்துவிட்டு திரும்ப சம்பந்தப்பட்ட ஊழியரை அழைத்து அந்த வேலையை சொல்லிக் கொடுப்பார் மேலும் அவரை திட்டியதற்காக அவரிடம் நல்ல முறையில் பேசி அனுப்புவார் காரணம் கேட்டால் பாவம் அவையின் ஆபீஸ் கவலையை வீட்டுக்கு கொண்டு சென்று வீட்டில் சண்டை போட என்று கேட்பார் இப்போது கேள்வி என்னென்னா அவர் திட்டிய அவருக்கு வேலை செய்யும் ஊழியர் மனம் அருந்தியிருப்பார் நம்ம அஜிஎமுக்கு கர்ம விடை உண்டா இதுக்கு பதில் ஜீயம் ஊழியரை திட்டியது வேலையில் ஏற்பட்ட தவறுக்காக இல்லாவிட்டால் அந்த ஊழியர் திருந்த வாய்ப்பு இல்லாமல் போகும் எல்லாம் சொல்லி கொடுத்த பிறகும் சம்பளம் பெறும் ஒரு ஊழியர் பணியை செய்ய தவறுவது ஒத்துக்கொள்ள முடியாது எனவே நமது நண்பரின் நடவடிக்கை சரியானது மேலும் அவர் வருந்திய போதே கர்மா நீங்கிவிடும் இவ்வாறு நடவடிக்கை எடுக்காவிட்டால் நம்ம நண்பர் தனது கடமையை செய்ய தவறியவர் ஆகிவிடுவார் அப்போது அவரது கர்மா கூடிவிடும் வேண்டுமானால் நம்ம நம் நண்பர் கடுமையை குறைத்து கண்டிப்பானவராக மாற்றிக்கொள்ளலாம் அப்படியே இன்னொரு கதையை பார்ப்போம் நம்ம ஆள் ஒரு ஆஃபீஸில் ஒருத்தார் உதவியாளராக இருக்கார் நம்ம ஆளுக்கு கொஞ்சம் மறதி ஜாஸ்தி நம்ம ஒன்று கேட்டால் அவர் ஒன்று செய்வார் அவரோட மேனேஜர் எவ்வளவோ சொல்லி பெருசாக மாற்றம் இல்லை அதே சமயம் அந்த ஆளோடய குடும்ப சூழ்நிலை கருதி நம்ம திட்டி திட்டி மேனேஜர் வேலை வாங்குவார் ஆனால் சில சமயம் கரெக்டாக வேலை செஞ்சுருவார் அப்போ பாராட்டில் ஒன்றும் கிடைக்காது மேனேஜர் திட்டும் போதெல்லாம் நம்மால் ரொம்ப அழுதுடுவார் நம்மளால் ஒரு சாமியார்கிட்ட போய் தன்னோடய நிலையை சொல்லி அழுகிறார் சாமியார் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நீ சப் சப்பாக செய்வாங்க நீ கரெக்டாக செய்யணும் அப்படின்னாரு நம்மால் விடலை சாமி எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள் என் மேனேஜர் திட்டலைன்னா நான் நல்லா வேலை செய்வேன் என்று அப்படின்னு சொல்கிறார் இப்போது சாமியார் என்ன சொல்கிறார் சரி நீ நான் சொல்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்த தடவை உன் மேனேஜர் உன்னை திட்டனால் நீ வருத்தப்படாமல் கண்கலகாமல் அமைதியாக இருக்கணும் ஒரு மூணு நாள் அப்படி இருந்துருக்கு நாலாம் நாள் திட்டும்போது லேசாக சிரிச்சுக்கோ இப்போது மூணு நாள் நீ அழுவில் அப்போவே உன் மேனேஜர் குழம்பிடுவார் இப்போது நாலாம் நாள் சிரிக்கும்போது அவர் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு விசாரிப்பார் அப்போது நீ நான் சொல்கிற மாதிரி சொல் நான் ஒரு சாமியாரை பார்த்தேன் அவர்கிட்ட என் பிரச்சனையை சொன்னேன் அதுக்கு சாமியார் யாராவது உன்னை திட்டுனா உன்னோட கர்ம கடன் தீருது அதாவது உன் கர் வினை தீருதுன்னு அர்த்தம் அது உனக்கு நல்லது அதனால கவலைப்படாதன்னு சொன்னார் அதோடு உன்னை திறார்வர் அவருக்கு தான் கர்ம வினை சேரும் ஆனால் அதே சமயம் நீ வாங்குற சம்பளத்துக்கு உண்மையா வேலை செய்யணும் இப்படின்னு சாமியார் சொன்னாரு அதனால நீங்க என்னை திட்டுவதால் என் கடன் தீர்க்கிறது எனவே நான் வருந்தவில்லை என்று நம்மால் சொன்னார் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோம் உங்கள் முகத்திற்கே விட்டு விடுகிறேன் மேலே சொன்ன ரெண்டு விஷயமும் ஆஃபீஸ் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் அதை அப்படியே வீட்டில் நடக்கும் விஷயத்திற்கும் பொருந்தும் என்ன சரிதானே இதோடு கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கர்மா என்று சொன்னாலும் நமது முயற்சியில் வாழ்க்கை வாழ்க்கையில் தொடர்ந்து கொண்டே இருக்கணும் முயற்சி உடையார் இயழ்ச்சி திரு வினையாக்கும் முயற்சியின்மை உண்மை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதையும் எனது இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் அனுபவங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்டிவி கார்த்திகையும் வாழிய நலம்